ஒரு கடவுளா மாத்தம் அப்படி இல்லை சொல்றேன் இருக்கிறது இந்த பணம் வந்து பணம் எல்லாருமே கடவுளாயிருவாங்களா என்ன பண்ணுவாங்க நீ அவனுக்கு சேவை செய்கிற பிச்சைக்கார கு எவன் ஒருத்தர் வந்து தன்னை உயர்த்தி பிறரை தாழ்த்தி பேசுற